நிரந்தரம் செய்வோம் ஊதிய உயர்வு செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு தேர்தல் நிறைந்தோடும் கவலைகள் எங்கள் பணி என்று சொல்றாங்க ஊழியர்கள் வீதிக்கு வந்து போறான்னா உடனே தலையிட்டு தீர்ப்பியலா இல்லையா அதான் நம்ம கேக்குறது மருத்துவர்கள் வந்தா மதிக்க மாட்டேங்கிறீங்க ஆசிரியர் வந்தா மதிக்க மாட்டேங்கிறீங்க செவிலியர்கள் வந்தா மதிக்க மாட்டேங்கிறீங்க ஆனா டாஸ்மாக் ஊழியர்கள் வீதிக்கு வந்தா அடுத்த நொடி தலையிட்டு தீர்க்கிறீங்கன்னா உங்களுக்கு எங்களால ஒன்றும் வருமானம் இல்லை உங்களுக்கு பிரச்சனை தான் நான் ஐயா மருத்துவர் ரவீந்திரநாத் எல்லாரும் சேர்ந்து நாங்க போறோன்னோம் மருத்துவர்கள் இதுக்கு அப்ப அரசு மருத்துவர்கள் வந்து தேவையற்று போராடுகிறார்கள் இவர்கள் போராட்டம் வந்து அவசியமற்றது வீண் இவர்களுக்கு வேற வேலை இல்லை என்ற விமர்சனங்களை நாங்கள் அப்போ தாங்கினோம் அப்ப என் காது போட கேட்டேன் தெரியாத ஒரு நுண்ணுயிரி ஒரு கொடு நோய் தொற்றி கொரோனா வந்த பிறகு எந்த ஒரு தனியார் மருத்துவமனையும் நோயாளிகளை சேர்த்து அவர்களுக்கு மருத்துவம் செய்ய தயாரில்லை அரசு மருத்துவமனை தான் இருந்தது எப்படி கற்ப கிரகத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு தீண்டாமை இருக்கும் போது நம்ம குலதெய்வம் மட்டும் நம்மள உள்ள விடுவாங்க அப்படி அரசு மருத்துவ மட்டும் விட்டாங்க நம்மள அப்ப அன்னைக்கு வந்து போராடிய போது மருத்துவர்களை ஒரு எதிரிகள் போல பார்த்த அவர்கள் தங்களை காப்பாற்ற வந்த தெய்வங்களாக மதித்தார்கள் இந்த மக்கள் நினைச்சாங்க அரசு நினைச்சது செவிலியர்களை ஒரு தேவதைகளாக பார்த்தார்கள் நீங்க தேவதையா ரெக்கை கட்டிட்டு வானத்திலிருந்து இறங்குறதுன்னு நினைக்காதீங்க பூமியில பிறந்த தேவதைகள் தான் நம்ம செவிலியர்கள் என்பதை என்னுடைய தனிப்பட்ட கருத்து பொது கருத்து எப்படி தெரசேசாவின் வழி தோன்ற ஒவ்வொரு செவிலியரையும் அம்மா சொல்றாங்க உன்னை வெறுப்பவர்கள் எத்தனை பேராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நேசிப்பவர் நீங்களாக இருக்கட்டும் தெரசேசா அம்மா அதையே இங்கரசால் சொற அந்த மந்திரம் ஜெயிக்கிற உதடுகளை விட மக்களுக்கு உதவுகிற கைகளைத்தான் மக்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள் அப்படி மக்களுக்கு உதவுகிற கைகளை கொண்டவர்கள் நம்முடைய செவிலியர்கள் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தலைவர் பெருமக்கள் கவனத்தில் எடுக்கணும் ஒரு தகுதியற்று சும்மா தேவையில்லாம எங்களுக்கு வேலை கொடுங்க கேட்கல பயிற்சி முடிச்சு ஏற்கனவே பணி செய்து நிறுவிச்சு அது கொரோனா நோய் தொற்று காலத்தில் வீட்டை விட்டே வெளியில வராமல் எல்லாம் வீட்டுக்குள்ள அடங்கி இருங்க முடங்கி இருங்க மணிடிங்க கைதட்டுங்க சேவை செய்ய வந்த பெருமக்கள் நம்முடைய செவிலியர் அது யாருக்கும் அந்த மகத்தான மாண்பு அந்த மனது வராது வெறும் சம்பளத்திற்காக வேலைக்காக வந்தவர்கள் என்று நீங்க நினைத்தீர்கள் என்றால் அது போல ஒரு சிந்தனை செயல் எதுவும் இருக்க முடியாது உண்மையிலே சேவை இங்க சரக்கு மற்றும் சேவை வரி கவனிச்சுக்கு மட்டும் இல்லை வரி அது போட்ட ஒரு நாடு செய்ய வந்த பெருமக்கள் நம்முடைய செவிலியர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ளும் பெற்ற தாய் தந்தையை பராமரிக்காமல் பாதுகாக்காமல் முதியோர்கள சமூகம் இது பெற்ற குழந்தைகளை அநாத இல்லங்களில் ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர்த்து விடுகிற சமூகம் இது ஆனால் யார் வந்தாலும் அவர்கள் எங்கள் பெற்றோர்கள் எங்கள் பிள்ளைகள் என்று பேரன்பு காட்டி நேசித்து அவர்களுக்கு மருத்துவம் என்பது மருத்துவம் அல்லது மகத்துவம் அது மருந்து மாத்திரைகளை விட இன்சொல் அந்த அவருடைய நோயை குணப்படுத்தும் இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்குங்கிறான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாது அளித்தது ஒரு புற்றுநோயில வந்திருக்கிறாரு அவரை சோதிக்கிறார் என்ன சொல்லலாம் தைரியமா இருங்க குணமாயிரும் நம்ம மருந்து முறைய சரியாயிரும் அந்த ஆறுதலான வார்த்தைகள் தான் ஆகப்பெறும் மருத்துவம் ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அந்த மருத்துவ அவர் மாதத்தில் செத்து போயிடுவேன் அவன் அன்னைக்கே செத்துட்டான் அது காரணம் வந்து அவரு அவர் அவர் அவங்க அவங்களுடைய பழக்கமாக இருக்கலாம் அவருடைய முறையாக இருக்கலாம் அது அதெல்லாம் அப்படியெல்லாம் மனப்பக்குவம் கொண்டு சேவை செய்கிற ஒரு ஒரு கூட்டம் இந்த மண்ணில் இருக்குன்றால் நம்முடைய செவிலியர்கள் தான் அதை கவனத்தில் எடுத்துக்கணும் அவங்க ஒன்றும் கேட்கல நீங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுநூற்றி ரெண்டு பேர் உங்களுக்கு தெரியும் நம்ம புத்தாண்டு கொண்டாட கொண்டாடல நம்ம கொண்டாடுறது ஆங்கில புத்தாண்டுன்னு ஒன்று இருக்குது அது உலகம் பூரா அதை கடைபிடிக்குது ஆங்கிலேயனுடைய ஜவரி இன்னும்டஒதுக்கீட்டு முறையில அமைச்சராங்களை இடஒதுக்கீட்டு முறையில எனக்கு ரெண்டு நாட்ல ரெண்டு சீட்டு கொடுத்திருக்கேன் அமைச்சர் சீட்டு பெண்கள் ஆனா நீங்க பேசுறீங்களே பெருமக்களை நியாயமா சமூக நீதி காத்த தலைவர்கள் காவலர்கள் ஒரு தடவை சமூக நீதி இங்கு விடுங்களேன் வெறும் பேச்சு மருத்துவ வரு எல்லாச்சு வீதியில் வந்து போராடுகிறவர்களின் உணர்வு மதிக்கப்படலை அவருடைய உரிமை அவர்கள் கோரிக்கை ஏற்கப்படலை பன்னெடுங்காலமா எங்கள் பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்லும் போது எங்கள் பெண் பிள்ளைகள் எங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுங்கள் என்று சொல்றேன் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவைங்கிறான் அவன் செல்வந்திருக்கும் போதே மோட்டார் மருத்துவம் அவன் கேட்கிறாங்க கல்வி என் மக்களுக்கானது சொல்றான் மக்களின் விருப்பத்திற்கேற்ப அரசாட்சி செய்கிற ஒரு அரசு அமைந்து விட்டால் மகிழ்ச்சிகரமான ஒன்று உலகத்தில் உண்டா நான் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் குடும்பத்திற்கோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை காரணம் என் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்துவிடும் அப்படி மக்களுக்கானதை தரக்கூடிய மக்களின் அரசை நாம் நிறுவத்த வரிவிட்டோம் என்பதுதான் இருக்கிற உண்மை பகத்சிங் போயிட்டு பகத்சிங் புரட்சி புரட்சிங்கிறாங்க புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல அங்கே தனிநபர் வஞ்சம் தீர்த்துக்கொள்ள வாய்ப்பில்லை பிறகு எதுதான் பகத்சிங் புரட்சி அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறான் இது அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டு ஒவ்வொரு லட்சம் தாங்க காலையில் பணி நிரந்தரம் காலையில் என்ன அன்னை சிரிக்கிறதுக்கு சொல்லல சிந்திக்கிறதுக்கு சொல்றீங்க நீங்க ஓட்டுநரா இவ்வளவு குடு நடத்துனா இவ்வளவு செய்வோம் ஒப்பந்தத்தை ஒரு மாநிலத்திற்கு ஆறு லட்சத்தி ஐம்பது கோடி கடன் சகோதரர் கோடி எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு வெள்ளை அறிக்கை தேவையில்லை எப்படி கடன் அந்த அறிக்கை தான் வெள்ளை அறிக்கை போக்குவரத்தில் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் எண்பதனாயிரம் கோடி இழப்பு இப்ப ஒரு லட்சம் கோடி இருக்கும் ஆனால் பேருந்து அரசு பேருந்து பேருந்தா இருக்கா பேருந்துடும்ப அக்கா தங்குக்குள்ள போறாங்களா போறாங்களா ஒருத்தர் உட்கார்ந்து கீழே ஒருத்தம் போடுறான் அவருக்கு சீட்ட கொடு அப்புறம் பெல்ட போடுவார் அவர் எதிர்த்து உட்கார்ந்து தெரியுமா ஒரு ஸ்டூல் நம்ப முடியாத ஒரு சின்ன நாற்காலி உட்கார்ந்து ஓடிக்கிட்டு அப்படின்னு அவரை அவரை அந்த நிலைமையில போக்குவரத்தை வச்சுட்டு இப்ப தனியார் போக்குவரத்து எல்லாம் அதிக லாபம் ஈட்டு அரசு பேருந்து நீங்க எல்லாமே உலகத்தில் அரசு நடத்துகிற எல்லாமே தரமா இருக்கு சிங்கப்பூர் போங்க ரொம்ப தூரம் இல்லாம அமெரிக்கா போகுது பிரான்ஸ் அதெல்லாம் போக இந்த மலேசியா சிங்கப்பூர் அரசு நடத்துகிற எல்லாம் தரமா இருக்கு நம்மகிட்ட அரசு நடத்துற எல்லாம் ஏன் தரமற்று இருக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல ஐயா எம் ராமச்சந்திரனுக்கு உடம்பு முடியல ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உடம்பு முடியல ஏன் நீங்க அரசு மருத்துவமனையில் வந்து படுக்கல ஏன் படுக்கல ஏன் ஒரே ஒரு காரணம் சொல்லு நீங்க எங்க பண்ணீங்க ராமச்சந்திராவுக்கு முதல்ல ஐயா அப்புறம் காவிரி ஐயா எம்ஜிஆர் அப்பலோ அப்பலோன்னு ஒரு மருத்துவமனை இருக்கிறது உலகத்துக்கு எப்ப தெரியும் தெரியுமா இருந்தார்களே எம்ஜிஆர் போய் படுத்ததான் அப்பலோ அத கோயில் ஆகிட்டு வாசல்ல பொங்கல் வச்சுட்டாங்க ஆமா ரொம்ப நாளா யாகம் வளர்த்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க ஏன் அரசு நடத்துகிற மருத்துவமனை மது உங்களுக்கு நம்பிக்கை ஏன் போல மருத்துவ அரசு பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மகன் மகள் அரசு அமைச்சர் மகன் மகள் அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் ஒருவர் சொல்லுங்கள் ஏன் தரமற்றவர்கள் கையிலே பன்னெடுங்காலமாக ஆட்சியும் அதிகாரமும் இருப்பதால் இதெல்லாம் தரமற்று போயிடுச்சு செவிலியருக்கு பணி நிரந்தரம் பண்ணி ஊதியம் கொடுக்க முடியலன்னா என்ன சேவை இருக்கும் நாட்டில் என்ன சேவை இருக்கும் சேவைங்கிற சொல்லிருக்கும் அது சேவையா இருக்குமா சும்மா பேசிட்டு உடன் பிறந்தார்களே செவிலியர் மாணவர் மீனவர் உழவன் வேளாண் குடிமக்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லோரும் வீதிக்கு வந்துவிட்ட பிறகு நாங்கள் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலே முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான் எதுல டாஸ்மார்க் வியாபாரத்துல ஊழல் லஞ்சத்துல வள கொள்ளையில தலை சிறந்த இதுதான் உங்ககிட்ட அன்ப அண்ணன் கேட்டுக்கிறது இன்னொரு தடவை இந்த போராட்டம் நீடிக்கிற மாதிரி பச்சுக்கிறதே ஒரு ஒரு வாக்கியத்தை கமா போட்டே எழுதிக்கிட்டே போகாதே ஒரு இடத்துல புள்ளி வைங்க முற்றுப்புள்ளி வைங்க ஆசிரியர் போராட்டம் தொடருது இப்ப போயிருக்காங்க ஒரு வாக்குறுதி ஓய் பெற்ற இந்த தங்க சொல்றாங்க ஒரு வருஷம் அமைச்சிருந்தாங்க பலபரும் சொல்லிட்டேன் ஐயா புழு கூட நகரது வெளிப்படைய கோரிக்கை நீங்க போன கொரோனா நோய் தொற்று காலத்தில் வாக்குறுதி தான் என்ன விசாரணை வேண்டி கிடக்குது மந்திரிக்கு இலாத்தா மாற்றி தான் அதுல நான் வந்து ரொம்ப நன்கு அறிவேன் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்தாங்கன்னா இந்த செவிலியர்களுடைய உணர்வுக்கு நீங்கள் மதிப்பளிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் தயவு செய்து இதை தலையிட்டு பணி நீக்கம் சென்ற இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி இருபது பணியை அமர்த்துங்கள் உடனடியாக அமர்த்துங்கள் ஒப்பந்தத்தில் எடுத்த செவிலியருக்கு பணி நிரந்தரம் செய்யுங்க பணி நிரந்தரம் செய்ங்க நான் பார்க்குறேன் நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு கால் நூற்றாண்டாக இந்த அரசுகள் எல்லாரையுமே ஒப்பந்தத்தில் தான் எடுக்கிறீங்க துப்புர தொழிலாளர்கள்டுக்கு காலையை நேர்ந்து விடுவாங்க அது மாதிரி என்னை நேர்ந்துட்டு இருக்காங்க எந்த பிரச்சனாலும் போடா போய் சண்டைய போடுறா அப்படின்னு எனக்கு வந்து எந்த பயம் இல்லை நம்ம இதை பேசிட்டா அவர் கூட்டணி கிழமல சேப்பாரா சேர்க்க மாட்டாரா அவர் நமக்கு நாலு சீட்டு கொடுக்குறத ரெண்டா குறைச்சிருவாரா அவர் கோச்சுப்பாரா ஒன்றும் கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு எனக்கு ஒரே தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு தன்னலம் தான் அது என் இனத்தின் நலன்தான் அது வேற எங்களுக்கு ஒரு ஒரு கவலையும் இல்லை ஒரு இதுவும் இல்லை அதனால அதை அந்த துப்புரவு தொழிலாளர் போனால் அவங்களும் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய சொல்லுங்கன்னா அவங்க கேட்டாங்க அதில் ஒரு என்னன்னா தனியாருக்கு கொடுத்துருது அரசு ஊதியத்தை இவற்றை கொடுத்து செல்வாற்ற ஒப்பந்த கூலி நிரந்தர பணியாளர் ஆக்கு நீக்கிட்டு வேலை இல்லாம தான் பெருங்குட்டை மறுபடியும் எடுத்துக்கிறது இனிமே அமைச்சர்களையும் நம்ம ஒப்பந்தக்குள்ளியா எடுத்து அமைச்சர் முதலாம் கூட கேட்ட பிரதமருக்கு கூட நான் இது பண்ண நீங்க பிரதமர் ஐயா நீங்க நீதிபதி நீட் எழுதணும் யா மருத்துவர் நீட் எழுதணும் எல்லாரும் நீட் எழுத ஐயா அது மாதிரி முதலமைச்சர் பிரதமர்லாம் ஒரு நீட் எழுதலாம்கையா வாங்கையா நீங்க வாங்கயா அமைச்சர் ஐயா ஏ எல்லாரும் நிறைய மதிப்பெண் வாங்கிட்டா என்ன பண்ணுவாப்பா அப்ப அதிக மதிப்பெண் வாங்கினேன் பிரதமர் யா அதுக்கடுத்து வாங்கினேன் உள்துறை அமைச்சர் ியா அப்படி போடுவோமியா அப்ப ஆக சிறந்த அறிஞர்கள் தலைவர்கள் ஆயிட்டா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இல்லைங்க மக்கள் பெரிய பிரச்சனை நம்மளும் ஒரு சிலபஸ் உருவாக்குவோம் அறிவியல் பொருளியல் வரலாறு புவியியல் வேளாண்மை சூழியல் உலக அரசியல் உலக அறிவியல் எல்லாத்தையும் சேர்ப்போம் சேர்த்து ஒரு சிலபஸ் போடுவோம் மக்களால் மக்களால் தேர்வு செய்யப்பட்டதா மக்களால் படிக்க வைக்கப்பட்டவங்க அமித்ஷா பாஸ் ஆகிருக்க முடியும் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் தம்பி அன்பில் மகேசி ரெண்டு ஒரு பேர் தேர்ச்சி விட்டு வர வாய்ப்பு இருக்கு அம்புட்டு முட்டா தான் அப்போ நல்ல தலைவர்கள் வர வாய்ப்பு இருக்குல்ல என்ன நீர் நீராவி அவர் தடுக்கிறதுக்கு தர்மா கொள்ளு விடாம தெரியல உலகம் எங்களை எப்படியப்பா பார்க்கும் இன்னும் இந்த சமூகம் நாகரிகமே அடலை அடையலாம் இருக்க ஐவார்ந்த சமூகமாகவே உருவாகல இருக்க இவன் என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்க குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கரைக்கிற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கு அப்படின்னா இந்த சமூகத்தை எங்கே ஒண்ணி சொல்லுவீங்க என்னவா என்னவா உலகம் எங்களை பார்க்க என்னவா பார்க்கணும் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் கருணும் தீபாவளிக்கு என் தங்கை தம்பி தங்கையில தீபாவளி கோடிக்கு ஒரே நாள் குடிச்சிருக்கான் வேறாலும் அத பெருமையோட செய்தியில வருது செய்தித்தாளா கோடி டாஸ்மாக் வியாபாரம் பொங்கலுக்கு ஐநூறு கோடி இலக்கு என்னப்பா கொடுமையா இருக்கு ஆனால் இவர்கள் சொல்வது மகளிர் நிமிட மாநிலம் நிமிறுகிறது கிடையாது ஆயிரம் சொல்லலாம் புரட்சியாளர் சொல்றாரு இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடி தாண்டா பெற்றாக சரிதான் எவ்வளவு காலத்துக்கு தான் போராடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது இருக்குல்ல போராட்டமே வாழ்க்கையா மாறிடுச்சு வரா சொல்றான் நீ போராட தயங்குற விதை ஒவ்வொரு நாளும் உடன் பிறந்தார்கள் உறுதியோடு நெல்லுங்க என்னை மட்டும் நீங்க களத்தில் இல்ல எல்லா பிரச்சனைக்கும் எங்க ஐயா டாக்டர் ரவீந்திரநாத் எங்க அம்மா வந்து நாங்கள் விடப்பட்ட இருக்கோம் மக்களின் பிரச்சனைக்கு கூட நிற்பது வந்து மாண்பு இது என் பிரச்சனை உன் பிரச்சனை இல்ல நிற்க கூடாது அது மீனவம் பிரச்சனை அது மாணவன் பிரச்சனை அது விவசாயி பிரச்சனை இல்லை அது நம் இனத்தின் பிரச்சனை நமது பிரச்சனை நமது சிக்கல் நம் மண்ணின் பிரச்சனை தமிழர்களுக்கு ஒரு பெரிய நோய் இருக்கு உடன் தன் வீட்டுக்குறை எரியாத வரை எவனும் தண்ணி எடுத்துக்கிட்டு வர தயாரா இல்லை அந்த வீடு தானே கதை சாத்திட்டு படிப்பான் இவன் எந்திரிக்க மாட்டான் சாம்பலாக தான் விழுந்து என்ன அதிகாரிகள் தப்பு தப்பா சுகாதான் கிடையாது அவங்களுக்கு தெரியாமல் நடக்குதுல்ல நம்ப கூடாது எனக்கு தெரியாம நடந்துருச்சு சரி இல்லையா தகவல் கொடுத்து அதிகாரியை தூக்கி வச்சுட்டு வேற அதிகாரி போட வேண்டியது என் வல்லூர் கூடத்தில் வந்து இத்தனை பேர் கூடி போராடி என்ன ரிப்போர்ட் என்ன பிரச்சனை வேற அதிகாரி போட வேண்டியது ஒரு பிரச்சனை இல்லை அதெல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை தெரிய தெரிஞ்சே செய்கிறது தான் அது என்ன இவங்க என்ன எத்தனை நாளைக்கு போராடுவாங்க ரெண்டு நாள் போராடுவாங்க மூணு நாள் போராடுவாங்க எத்தனை நாள் பட்டினியாக இருந்துருவாங்க நான் வரும்போது ஒரு தங்கச்சி தூக்கிட்டு போகிறாங்க அவசர உறுதிக்கு மயங்கி விழுந்துட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் எழுத்தால் பல பேர் மயங்கி விழுந்துருவாங்க பாருங்கள் ஒரு தேவையற்று ஒரு அவசியம் இல்லாமல் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா சரி அதை நம்ம ஆதரிக்க வேண்டியது இல்லை மிக மிக நியாயமான கோரி அத்தியாவசியமான கோரி உரிமை இது அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள் சேவை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கான அங்கீகாரத்தை தங்க இருக்கிறார்கள் அன்னைக்கு எடுத்தவர்கள் அவசர அவசரமாக இடஒதுக்கீட்டு முறையில் எடுக்காதவர்கள் மீது என்ன நடவடிக்கை நீ இடஒதுக்கீட்டு முறையில் நீ எடுக்காம என்ன பண்ண அவங்க என்ன பண்ணீங்க ரொம்ப தங்கச்சி அனு வந்து எங்கள் பெரிய வயசுக்கு இருந்தவங்க அழுது அறுபது வருஷமா குடியிருக்க ஆண்டுகள் குடியிருந்தவர்கள் வீட்டை இடித்திருக்கிறார்கள் ஆக்கிரமிப்பு என்ற ஒரே வார்த்தை ஆக்கிரமிப்பு என்ன செய்தீர்கள் வீட்டுமனையாக மாற்றி வித்தவன் யார் இவர்கள் தான் இவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தான் இவர்கள் தான் அமைச்சருக்கு தெரியாமல் அன்றைய ஆட்சியருக்கு தெரியாமல் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல் ஆக்கிரமிச்சிட்டார்களா இல்ல வீடு கட்டி ஐம்பது ஆண்டுகள் மின் இணைப்பு பெற்று குடிநீர் இணைப்பு பெற்று எரிகாற்று உருளை இணைப்பு பெற்று வாக்குரிமை பெற்று குடும்பத்தை பெற்று வீட்டுக்கு வரிகட்டி வாழ்ந்தவர்களை இடிப்பது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க அப்படி என்றால் வலுவைக்கணும் நீரின்றி அமையாது உலக என்று பாடியவனுக்கே நீர்த்தேக்கத்தை இடித்துட்டு மண்டபம் கட்டியவர்கள் கோட்டம் கட்டிய பெருமக்கள் இவர்கள் இந்த ஏரியாவுக்கு இந்த பதவிக்கு பேரெண்டு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே லேக் ஏரியா பெருமக்களே இந்த ஏரியா பேர் தெரியாத உங்களுக்கு அரசு பொது நிலத்தை ஆக்கிரமிக்கு கட்டப்பட்டிருக்கு ஏன் சமூக நீதியில் வருது கேட்கக்கூடாது அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்கக்கூடாது செவிலியர்கள் அரசியல் பேசக்கூடாது மருத்துவர்கள் பேசக்கூடாது ஐஏஎஸ் ஆசிரியர் பெருமக்கள் பேசக்கூடாது நீதிபதி அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் அரசியல் பேசலாம் கற்றவன் அரசியல் பேசவே கூடாது அரசியலை கற்பிக்கவே கூடாது அப்படி ஒரு அமைப்பு இருக்கு நாட்டின் பிரதமர் எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொல்றாரு மக அமைச்சர மம்தா பான சான்றிதழ்ையும் திரும்படித்தேட்ட மக்கள குடியுரிமை சான்றிதழ் சான்றிதழை பதில் அதிகாரத்துக்கு போயிட்டா நீங்க எதையும் பேச வேண்டியது இல்லை அம்பேத்கர் தம்பி அவர் உண்மையை சொல்லிட்டார் இவர்கள் சொன்ன வாக்குறுதியை நம்பி நம்ம எல்லோரும் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் முதல் முதல் முதல் முதல் வில்லன் யாரும் தெரியும் தான் என்னை போராட திருவண்ணாமலையில வா சிப்காட்டுக்கு மூவாயிரம் ஏக்கர் காஸ்போர்ட் போஸ்ட் அடிச்சு ஒட்டி இவருக்கு ஓட்டு கட்டப்பர் வந்தவனே நிலத்தை எடுக்கிறோம் நம்மளுக்கு நாமே வந்து தேடிக்கிறதா நம்பி நம்பி ஏமாந்து போறதுதான் அது இம்முறை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பச்சியோடு ஐந்து நாட்களாக போராடி கொண்டிருக்கிற நம் செவிலியர்களுடைய உணர்வின் மொழியாக நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் தயவு செய்து தலையிட்டு தொடர்ந்து அவர்களை போராடுகிற நிலைக்கு தள்ளாதீர்கள் இதை தீர்க்க முடியாத சிக்கல் பிரச்சனை என்று சொல்லாதீர்கள் இது சாதாரண பிரச்சனை இது அதை நீங்கள் நீங்க ஒண்ணு செய்யுங்களேன் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு பள்ளிக்கூடத்தை புனரமைக்க காசு இல்ல நிதியாளர்கள் செல்வந்தர்கள் நிதியாளர்கள் மக்கள் காசு அப்படியாவது கேட்டாங்க தயவு செய்து கொடுங்க அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் நீக்கினதை உடனடியாக பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக ஆக்குங்கள் சிக்கல் வந்து அவர்கள் ஓய்வு பெறும்போது ஆகிவிட்டால் ஓய்வு பெறும்போது அவர்கள் ஊதியம் கொடுக்கணும் எட்டு வயதில் அரசு பணியாளர்கள் ஓய்வு பெற வேண்டியதை ஐம்பத்தி ஒன்பது வயதாக ஆக்கினீர்கள் இப்போது அறுபது வயதாக நீட்டி திரிக்கிறீர்கள் பல லட்சம் பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் வெளியில நீக்கிறான் ஆனால் நீங்க இவர்களுக்கான கால நீட்டி நீட்டி கொண்டே போகும்போது அவங்க காத்திருப்பு வருது அப்புறம் ஒரு காலம் பண்ணோன்னா உங்களுக்கு உங்களுக்கு வயசு அதிகமாயிருச்சுன்றீங்க அப்ப என்னதான் செய்வான் சொல்லுங்க இந்த நாட்டில் பிறந்ததை தவிர அவர்கள் செய்த பிள்ளை ஒன்றுமே இல்லையே ஒரு தவறுமே செய்யலையா உங்களுக்கு வரி கட்டி வாக்கு செலுத்தினை தவிர நாங்கள் ஒரு பாவமும் செய்யலையா அதனால நியாயமாறே நீங்க இந்த கவனத்தில் எடுத்து சிறு கூட்டம் செவிலியர்கள் போராட்டம் என்று புறந்தொழியிறாதீங்க இது மக்களின் போராட்டம் மக்களின் உணர்வுபூர்வமானது போராட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கவனத்தில் எடுத்துச் செய்யலாம் தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கவனத்தில் எடுத்து பணி செய்த செவிலியர்களுக்கு பணி வழங்கி உத்தரவிட வேண்டும் ஒப்பந்த பணியாளர்களாக எடுத்த செவிலியர்களை நிரந்தர பணியாளர்களாக ஆக்குங்கள் இன்று உங்ககிட்ட கோரிக்கை வைத்து போராடுகிற நாங்கள் ஒரு உங்களை பாராட்டி நாங்கள் கூட்டம் நடத்துவோம் என்ற அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பசியோடு போராடி கொண்டிருக்கிற உணர்வாக நான் இந்த கோரிக்கையை உங்களுக்கு முன்வைக்கிறேன் இதை மாண்புமிக்க தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களும் இதில் கவனத்தில் எடுத்து செயல்படுத்தவீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் பசி எனும் பெருநெருப்பை வயிற்றில் கொட்டி தங்கள் உரிமைக்காக உணர்வோடு ஒன்றிணைந்து போராடிய செவிலியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் நம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோரிக்கைகள் இணைந்து போராடுவோம் என்ற கோட்பாட்டை ஏற்று நாம் இன்று கலைவோம் என அம்மாட்டை கேட்டால் இன்றைக்கு ஒரு நாள் தான் அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதனால் கலைவோம் நாம் கூடி கலைகிற காகங்களாக இல்லாமல் கூடி பொழிகிற மேகங்களாக இருந்து நம் கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம் போராடுவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும் நன்றி வணக்கம்